வணக்கம் நண்பர்களே நான் என் பேர் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் நான் தஞ்சாவூர் மாவட்டம் கனவு கிராமத்திலேருந்து இந்த அசஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன் சரிங்களா ஏன் ஏன் நான் இந்த அசியாவை தேர்ந்தெடுத்தேன் ஒய் ஒய் அரியூர் செலக்டிங் திஸ் ஐ அசஸ் இந்தியா டாட் காம் நான் ஏன் தக்கமெண்ட்டில் சேர்ந்தேன் அப்படிங்கிற இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கம்பெனியில் எந்த பொருளும் ஓன் ப்ராடக்டே கிடையாது சரிங்களா ஓ டார்கெட் இந்த கம்பெனியில் உங்களுக்கு டார்கெட்டுங்கிறது கிடையாது இப்போ ஆமையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட ஓன் ப்ராடக்ட் வெளி மார்க்கெட்டில் அந்த பொருள் கிடைக்காது அவங்க கலையில் ஒரு ச இதை கொடுத்து பொருளை கொடுத்து கொண்டு போய் நீங்கள் மாதத்துக்குள்ளே விற்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கும் எம்எல்எம் கம்எல்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் அசஸ் இந்தியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு டார்கெட்டு கிடையவே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பொருளையும் கொண்டு போய் தெல்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை அதேமாரி நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கலைனாலும் கம்பெனி ஏன் இந்த பொருளை வாங்கலை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கவும் மாட்டாங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க மெம்பர்ஷிப்பு சரிங்களா இது மெம்பர்ஷிப்பு எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்கறவங்க அந்த வீடியோவை பாருங்கள் நல்லா புரியும் சரிங்களா மெம்பர்ஷிப்பு இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சரிங்களா உங்களுக்கு மூணு டைம் வந்துட்டு டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுவாங்க அதை இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க கொடுக்குற மூவியை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷம் முடித்து நீங்கள் ரெனிவல் பண்ணாலும் இதேமாரி நீங்கள் எத்தனை வருஷம் அதை ரெனிவல் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணாலும் ஒரு இரு வருஷம் முப்பது வருஷம் பண்ணாலும் இந்த முப்பது வருஷம் வரைக்கும் நீங்கள் அமேசானோடைய ஒரு கஸ்டமராக தான் இருப்பீங்க அதே நீங்கள் ஒரு டைம் இந்த ஸ்டார்ட் அக்கில் ஜாயின் பண்ணுற ஒருத்தர் லைஃப் டைம் மெம்பராக இருப்பார் அதுவும் இல்லாமல் அவருக்கு இன்கம்மும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளன எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வாரத்துக்கு அறநூறு ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் வரையும் பே அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வந்து சேரும் சரிங்களா மற்ற கம்பெனிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டு வேலையாக இருக்கட்டும் ப்ரைவேட்டு வேலையாக இருக்கட்டும் கூலி வேலைகளாக இருக்கட்டும் முதலாளிங்கிற இடத்துல இருக்கிறவங்க தான் நம்மளுடைய சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுவாங்க அசஸ்யாவுக்கு மட்டும்தான் நம்மளுடைய சம்பளத்தை நாம நிர்ணயம் பண்ண இந்த வாரம் நமக்கு இந்த சம்பளம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பா அந்த வாரம் நமக்கு அந்த அமௌண்ட்டு நான் உதாரணத்துக்கு நான் இந்த வாரம் பத்தாயிரம் ரூபாய் ஏட் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்து ஒர்க் பண்ணோன்னா அந்த வார முடிவில் எனக்கு கண்டிப்பா பத்தாயிரம் இல்லைனாலும் எட்டாயிரம் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா இந்தியாவை மட்டும்தான் இன்கம்மை யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க வாரம் எனக்கு இவ்வளோ வந்தால் போதுங்கிற மதணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அறுநூறு ரூபாயிலேருந்து அறுபது ஆயிரம் வரைக்கும் வாரத்துக்கு ஒரு ஐடிக்கு கொடுக்கறதுக்கு ரெடி நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ இன்கம் வந்து சேரும் சரிங்களா அடுத்தது அது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு வேலையில பண்ணும்போது ஒரு சட்டன் வயசுக்கு மேலே உங்களை எடுத்துட்டு எங்க ஸ்ட இந்த வேலைக்கு நியமனம் பண்ணுறதுக்கு தான் பிரைவேட் கம்பெனி மேக்சிமம் பண்ணி இப்போ அரபு கண்ட்ரிகிலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒர்க் அப் போடணும் வெளிநாட்டுக்காடுங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கள கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னால் நானும் வந்துட்டு கிளைண்ட்டாக உட்காந்து இன்ட்ரவியூ எடுத்திருக்கேன் நாற்பது வயசாக இருக்கா சரி ஓரங்கிட்ட ஆள் கடைக்கில தான் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆனால் அசி இந்தியாவில் நீங்கள் அறுபது வயசாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் இதுவே இருபது இருந்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அறுபது வயசு இருந்தாலும் நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணலாம் உங்கள் லைஃப் டைம் நீங்கள் இதில் ஒர்க் முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சப்போர்ட்டிங் சரிங்களா இந்த சப்போட்டிங்கிறது நான் வேறு நான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் அப்ளாடில் வேலை பார்த்துருக்கேன் வேலை பார்த்துருக்கேன் எந்த ஒரு கம்பெனியிலையும் நமக்கு சப்போர்ட்டிங்ங்கிறது ஹோம் டைரக்டர் வந்துட்டு சாதாரண ஒரு பிரைவேட் மெம்பர்கிட்ட கேஷோலாக பேசுகிறத எந்த கம்பெனியுமே பார்க்க முடியாது ஒரு மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பார்க்கணும்னா அதுக்கு நமக்கு மேலே இருக்கிற இன்ஜினியரை பார்க்கணும் அது கருத்து தான் நம்ம போய் பார்க்க முடியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நினச்சோம்னா கவுண்ட் டேரக்டருக்கு நம்பருக்கு நம்ம கால் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்துட்டு நமக்காக பிளான் கொடுத்த இருக்காங்க இந்த மாதிரி வேற எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியும் இருக்காது எம்எல்எம் கம்பெனியில என்ன பண்ணுவாங்கன்னாக்கூட ஒர்க் பண்றவங்களையே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அசோசி இந்தியாவில் மட்டும்தான் அந்த டீம் சப்போர்டுங்கிறது தர நிச்சயமாக இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க இப்ப இருக்கிற ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர் வந்துட்டு பேஸ்புக் மூலயமா அவருக்கு அறிமுகமாகறாங்க அவரை வந்து கடன் கொடுக்குறதுக்கு மதுரை ஆஃபீஸில் இருந்து ஒருத்தரை கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் அவர் க கண்டிப்பாக நேராக போய் அந்த நபரை பார்த்து கான் பண்ணி அவரை ஐடியை க்ரியேட் பண்ணுவாங்க இது தான் கம்பெனியோடைய ப்ளஸ் பாயிண்ட்டும் சரி எங்களுக்கு இருக்கிற மெயின் ரீசனும் சரி இது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நம்ம எத்தனை நம்ம கம்பெனியோடைய ஆப்பை ரெஃபர் பண்ணியிருக்கோம் பேடிஎம்மாக இருக்கட்டும் வால்மார்க்காக இருக்கட்டும் இன்னைக்கு எந்த ஆப்பாக இருந்தீங்கன்னாலும் ரெஃபரல்ங்கிற ஒரு வேட் இல்லாமல் இல்லை நீங்களும் அதை ரெஃபர் பண்ணுவீங்க ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ கிடை கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அவங்க வேறு ரெஃபர் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் நூறுரூவாயோ கிடைக்கணும் இல்லையே உங்களுக்கு இதனால் எந்த பலனும் இருக்காது அந்த கம்பெனிக்கு பல மடங்கு லாபம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த ரெஃபரலுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ன குழந்தையிலேருந்து அறுபது வயது வரைக்கும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் உதாரணத்துக்கு சொன்னோம்னா இன்ன குழந்தை விளையாடுற பால் பால் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினதுன்னு ஒரு குழந்தை கேட்டுக்குன்னா இன்னொரு குழந்தை சொல்லும் இது வந்து எங்கள் அப்பா இந்த ஊருக்கு போனாருந்தாலும் சொல்லும் உடனே அந்த குழந்த போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்போம் பக்கத்துக்கு குழந்தை ஒரு பால் வச்சுருக்கு அதே மாதிரி பால் எனக்கு வேணும் கேட்குதுங்களா இல்லைங்களா நீங்களும் வாங்கி தரீங்களா இல்லையா அடுத்தது உடம்பு தெரியல எந்த டாக்டர் கிட்ட போனால் எனக்கு கேட்குறோமா அவங்களும் ஒரு டாக்டர் நம்ம சொல்கிறாங்களா இல்லையா ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை உண்மையிலேயே கை அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் போறீங்க இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் ஐயா எனக்கு மூட்டு வலிக்குது எந்த டாக்டர்கிட்ட போகலாம் உங்கள் கண்டுகிட்ட கேட்குறீங்க அவரும் உங்களுக்கு சொல்றாரு சரிங்களா நீங்களும் போய் பார்த்துட்டு வரீங்க இந்த போய் கேட்குறீங்க இல்லை இன்னொருத்தரை சொல்கிறாரு அப்போ ஏதாவது உங்களுக்கு லாபம் கிடைச்சதா கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஒரு மளிகை கடையோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஒரு ஜவுளி கடையோ ஒரு நகை கடையோ இந்த முதலாளிகளுக்கு தான் லாபம் கிடைச்சது ஒரு டாக்டரா இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பயணம் அந்த முதலாளிகள் தான் நீ உங்களுக்கு ஒரு பயணம் கிடைக்காது ஆனால் சச இந்தியாவில் ரெண்டு பேருக்கு ரெஃபர் பண்ணீங்கன்னாக்க ஹண்ட்ரட் பார்ட்டு வழியில் பண்ணீங்கன்னா அந்த ஆற ஆயிரம் கிடைக்கும் ஸ்டா அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அதே மூணு ஐடி போட்டு வந்த ஒருத்தருக்கு ஹையஸ்டா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அதே ஏழு ஐடி போட்டு வந்த ஒருத்தருக்கு வாரம் நாலு லட்சத்து இருபதாயிரரூவா எஸ்ஸாக கிடைக்கும் இது எந்த கவர்மெண்ட் ஜாப்லையாவது கிடைக்குமா வாரம் நாலு லட்சத்து இருபதாயிரரூவா இல்லை கிடைக்குமா இல்லை பிஸ்னஸ் பண்ணால் கிடைக்கும் ஆனால் நாலு வாரத்துக்கு கிடைக்கணும்னா எவ்வளோ ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பார்த்து வாங்க எங்களோடய ஸ்டார்டர் கிட்டன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபாய் வரையும் நீ உங்களுக்கு எந்த ஸ்டார்ட் அப்பெட்டை பிடிக்குதோ அந்த ஸ்டார்ட் ஒரு டைம் நீங்க உள்ளுக்கு வந்தீங்கனாக்க அதாவது திரிய முதலேடுமோ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும்ங்கிறது பலமொழி அதே மாதிரி நீங்க சில லயரங்களை போட்டு சில பல லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்க முடியும் சரிங்களா இதெல்லாம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோடு சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் எல்லாம் ஒர்க் நீங்களும் இந்த மாதிரி லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்க முடியும் இதுவே இதெல்லாம் டூப்பு இதெல்லாம் பித்தாட்டம் இதெல்லாம் ஏமாத்த வேலை இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எங்களோடு சேர்ந்து பணியாற்றுறவங்கள வெற்றியை பார்த்து நீங்கள் டெய்லி எங்களோட சேர்ந்து வெற்றி பெறவங்களை நீங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்